மக்களை கொள்வதற்கு நீ சிங்கள உதவினால் என் மக்களை காப்பாற்றுவதற்கு நாங்கள் விடுதலை புலிகளுக்கு ஆயுதமும் பணமும் பயிற்சியும் ஒரு தீர்மானம் போட முடியுமா போட்டா என்ன செஞ்சிருவ ஆட்சியை கலைச்சிருவ ஆட்சியை கலைச்சிரு வெளியில வந்தா உடனே தேர்தல் வரும் தேர்தல் நூத்தி நாலு அவ்வளவு வாழ்க்கை என் மொழி என் வரலாறு என் நிலம் என் வளம் என் காடு என் மலை என் ஏறி என் அருவி என் குளம் என் குட்டை என் மக்கள் என் மக்களின் எதிர்கால நலன் என்னுடைய வழிபாடு அடிச்சு கொள்ளையில ஒரு ஒரு லட்சம் கோடியில் ஒரு ஐயாயிரம் கோடி கேட்கலையே ஒன்னே ஒண்ணுதான் நாங்கள் தமிழர்கள் எதிர்ப்பு தமிழன் தமிழரே இங்கு பிறப்பினும் அயலான் அயலான் நீ நீக்கும் உண்டு ஆளுகிற உரிமை தமிழர் எமக்கே உண்டுதான் இது என் மொழி என் இலக்கியம் என் வரலாறு என் நிலம் என் வளம் என் காடு என் மலை என் ஏறி என் அருவி என் குளம் என் குட்டை என் மக்கள் என் மக்களின் எதிர்கால நலன் என்னுடைய வழிபாடு சிக்கல் இப்ப ஒன்னும் இல்லை இவர்கள் எல்லாம் திராவிடர்கள் இப்ப யார் திராவிடர் கூட கஷ்டமா இருக்கு ஏன்னா நீண்ட காலமாக இந்த போர்வையில் இருந்து ஆட்சி செலுத்தி அதிகாரத்தை செலுத்தி நம்மளை அடிமைப்படுத்தி நிலத்தை வளத்தை சொரண்டி சுரண்டி கொடுத்தவர்கள் விட்டு கொடுக்க முடியல நுட்பமா செய்த அரசியலில் திராவிடம் என்பது தமிழர் அல்லாதோர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று இதுதான் உண்மையிலும் உண்மை இப்ப ஒண்ணுமே செய்யலையே சீமான் செந்தமலன் அவன் பிள்ளைகள் எல்லாம் நாங்க வந்து ஒண்ணுமே சொல்லலையே நாங்க இந்த சாதினா இந்த மதம் நம்மா இல்ல ஏதாவது கேட்டீடு கொள்ளையில ஒரு ஐயாயிரம் கோடிதான் எதிர்ப்பு ஒரே ஒரு உண்மையை சொன்னோம் அவ்வளவுதான் பிரச்சனை வரைக்கும் அவர்களுக்கு ஒரு தெளிவு இருக்கா திராவிடம் என்பது மரபினம் எல்லாரும் மொழி வழிதான நிலங்கள் வரையறுக்கப்படுது நீ போது நாடு பிரான்ஸ் ஜெர்மனி டென்மார்க் அதனால ஏப்பா வந்தது மொழியப்பா மொழி மொழி தேசிய இனங்களும் அதற்குரிய நிலங்களும் அப்படிதான் பிரிக்கப்பட்டிருக்கு இதில் சாவனிசம் இன வெறியர்கள் எங்களுக்கு வந்தா வெறி உங்களுக்கு வந்தா சரங்கு சொரியா எப்படி அது கொடுமை திராவிடர்கள் திராவிடர்கள் நம்ப உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன் உங்க மனச்சான்றுக்கு நீங்க மனச்சான்றி சிந்திச்சு பாருங்க ஈழத்துல செத்து விழுந்தவன் என் இன சொந்தம் என் ரத்த உறவு வச்சுக்க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 கேரளல இருக்கிற மலையாளிகள் ಅಲ್ಲ அரில இருக்கிற ತೆಲುงಗರು அங்க கர்நாடகால இருக்க ಕನ್ನಡಗಳು. ங்கள் திராவிட சொந்தங்கள் தானே. ங்களை திராவிடர்கள் என்று கூட நீங்க குనిக்கவனா? இல்ல இந்த இந்திய ஒன்றிய அரசின் குடிமக்கள் என்று கூட நீங்க பார்க்கவனா? எல்லாரையும் போல எழும்பு நரம்பு பசி உறக்கம் ரத்தம் சதை கனவு கண்ணீர் கொண்ட சகம் மனிதன் கொல்லப்படுகிறானே என்ற ஒரு அடிப்படையில்ையாவது ஏய் என்னப்பா அப்படி கொத்து கொத்தா கொள்ளுகிட்டு இருக்கிறீங்க இந்த நிலத்திலிருந்து ஏதாவது ஒரு தலைவனிடத்தில் இருந்து ஒரு கண்டன அறிக்கை ஒரு வருத்த செய்தி நீங்க படித்துக் கொண்டாயின் உடன் பிறந்தார்களே ஆனாலும் சொல்வார்கள் நாம் திராவிடர்கள் என்று நாம் நம்பணும் எவ்வளவு பெரிய ஏமாற்று பாருங்க எவ்வளவு பெரிய ஏமாற்று ஐயா கருணாநிதி இருந்த இடத்தில் இந்தியமும் திராவிடமும் ஆரியம்தான் இந்தியம் இந்தியம் தான் ஆரியம்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 என்ன செய்துவிட முடியும் சீமான் என்னென்னவோ செய்யலாம் சீமான் நீங்க முதலமைச்சர் என்னமே சோனியா காந்திக்கு வந்திருக்கே என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களன் உனக்கு நண்பன் என்றால் நான் உனக்கு யார் இந்த நாடு நாடாவதற்கு முன்பு நிலைத்து வாழக்கூடிய பொறுகுடி மக்கள் நாங்கள் நான் இங்கிலான இந்தியா உருவாவதற்கு முன்பு நீ என்னை தாண்டி ஒரு நண்பனை தேடுற இந்த நிலத்தின் விடுதலைக்காக என் தாத்தன் செக் எடுத்திருக்கிறான் என் மூதாதை தூக்கில் தங்கியிருக்கிறான் சிறை பெற்றிருக்கிறான் அடிபட்டிருக்கிறான் மிதிப்பட்டு எண்ணற்ற ஈழங்களை என் முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்த நாட்டின் இறையாண்மை சட்ட மதித்து வரி வாக்கு செலுத்தி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 இனத்தை கொள் ஆயுதம் கொடுத்து பயிற்சி கொடுத்து பணம் கொடுத்துக் கொண்டிருப்பதை நான் இந்த பதவிக்கு வரவில்லை என் அக்காலங்கி செத்து விழுவதை கதறி விழுவதை கண்டு கொண்டிருக்கிற கண்டு கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற நாங்கள் இந்த பதவிக்கு வரவில்லை போரை நிறுத்தவில்லை என்றால் போரை நடத்துவதற்கு நீங்க உதவு என்று என் மக்களை கொள்வதற்கு நீ சிங்கள உதவினால் என் மக்களை காப்பாற்றுவதற்கு நாங்கள் விடுதலை புலிகளுக்கு ஆயுதமும் பணமும் பயிற்சியும் கொடுப்பதை தவிர வழி இல்லை என்று சொல்ல ஒரு தீர்மானம் போட முடியாதா ஒரு தீர்மானம் போட முடியுமா போட்டா என்ன செஞ்சிருவேன் ஆட்சியை கலைச்சிருவேன் ஆட்சியை கலைச்சிரு நான் வெளியில வந்தா உடனே தேர்தல் வரும் தேர்தல் வந்தா இருநூறு இடம் வென்றிருந்தேன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு இடம் வெல்லுவேன் நூத்தி ஐம்பது இடம் வென்றிருந்தேன்னா இருநூத்தி முப்பத்தி இடம் வெல்லுவேன் என்னோட அவ்வளவு மானம் கட்ட அந்த நாட்டுல வாழும்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 அலைக்கட்சிக்காக ஒரு மாத காலம் முப்பது நாட்கள் பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் முடக்கி போட்ட பாரதிய ஜனதா ஒன்றை ஆண்டு கால கொடுபோர் கொத்து கொத்தாக மக்கள் செத்து விழுகிற போது பக்கத்தில் ஒரு தீலில் இந்த நாட்டுக்குள் நிறைந்து வாழ்கிற பத்து கோடி மக்களின் ரத்த உறவுகள் கொல்லப்படுகிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் துணை நிக்கிறீர்கள் என்று அன்றைக்கு ஆட்சியாக காங்கிரஸ் அரசை வலிமையான எதிர்கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு உறுப்பினர் உண்டா இல்லை சாபவன் தமிழன் சாகட்டம் அவர்களை பொறுத்தவரை அனைத்து கட்சி கூட்டத்தில் ராமனின் ராமனின் வைஷ்ணாவணியின் பக்கமே நிக்க வேண்டும் என்று பேசியது இன்றும் இருக்கு இன்றும் இருக்கு உடன் பிறந்தார்கள் அத்வானி அவர்கள் பேசியது அவர் பேசியது இன்று இருக்குது அனைத்து கட்சி என்ன சொல்லத் தோன்றுகிறான் நீங்கள் ராமனின் வம்சாவளியினர் நாங்கள் ராவணனின் வம்சாவளியினர் தான் என்று பேச வேண்டியது வருது